அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டிவைன் எனர்ஜி ஹீலிங் தரப்பிலேருந்து பேசுகிறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குருப்பெயர்ச்சிக்குண்டான பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் மகர ராசிக்கு இந்த குருப்பெயர்ச்சி பலன் எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாங்க மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடம் தைரிய ஸ்தானம் அந்த மூன்றாம் இடம் தைரிய விரை வீட்டுக்கு தான் இப்போ குரு பகவான் வந்திருக்காரு இப்போ ஒரு வருட காலகட்டத்துக்கு அதாவது அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி ஏப்ரல் வரைக்கும் குரு பகவான் மீன வீட்டில் தான் ட்ராவல் பண்ண போறாரு அதாவது அவருடைய சொந்த வீட்டான மீன வீட்டில் இப்போ கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா அதிசாரமாக ஆறு மாதம் வந்துட்டு அதிகாரமாக அவங்களுக்கு வந்துட்டு பின்னோக்கி மகர வீட்டில் இருந்தார் குரு பகவான் டக்கு டக்குன்னு உங்களுக்கு குரு பயிற்சி ஆகிட்டே இருந்தது உங்களுக்கு ஆனால் இந்த வருடம் வந்து அந்த மாதிரி இல்லை ஒரு வருட காலகட்டத்துக்கு மீன வீட்டில் தான் இருக்க போறாரு இப்போ மீன வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் மகர வீட்டிலருந்து மூன்றாம் இடம் தைரிய வீரியஸ்தானத்தில் உட்காரும்போது மிகப்பெரிய ஒரு துணிச்சல் தன்னம்பிக்கை தைரியம் ஒரு முயற்சி ஏதோ ஒரு விஷயத்த வந்து ஒரு பிஸ்னஸ் விஷயமாக இருக்கட்டும் உங்களுடைய வேலை விஷயமாக இருக்கட்டும் போல்டாக ஒரு முடிவு எடுப்பீங்க வந்து கரெக்டான டெசிஷனாக இருக்கும் நீங்கள் எடுக்கிறது அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அது வீட்டில் இருந்தாலும் சரி நீங்கள் மற்றவங்களுக்கு வெளியே சொல்கிறதா இருந்தாலும் சரி கரெக்டான ஒரு டெசிஷன் எடுப்பீங்க ஏன்னா மூன்றாம் இடம் தைரிய வீரஸ் தானா தன்மை கம்யூனிகேஷன் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாமே உங்களுக்கு ஒரு உதவியாக இருப்பாங்க அந்த பார்வைகள்னு பார்த்திங்கன்னா குரு பகவான் க பார்வன் வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் அப்போ மகர வீட்டிலருந்து பார்த்திங்கன்னா ஏழாம் இடம் கலத்திரஸ்தானத்தை வந்து ஐந்தாம் இடமாக பார்க்குது ஐந்தாம் பார்வையாக அப்போ ஏழாம் இடம் கலத்திரஸ்தானத்தை பார்க்குறாங்க இது நாள் வரைக்கும் கல்யாணம் ஆகாதவங்க கண்டிப்பாக இந்த இந்த வருடத்துக்குள்ளே கண்டிப்பாக கல்யாணம் ஆகிடுங்க நீங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம் உங்களுடைய சுயஜாதகத்தை பாருங்கள் உங்களுடைய என்ன தசா புத்தி நடக்குது என்ன அந்தரம் நடக்குது உங்களுடைய லக்கணத்துக்கு உண்டான என்ன தசைகள் தசைகள் நடக்குது சுவர்கள் திசை நடக்குதா இல்லை அசுவர்களுடைய தசை நடக்குதா அது கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கணும் ஏழாம் இட கலத்திரஸ்தானத்தை வந்து குரு பகவான் பார்க்குறதுனால கட்டாயம் நல்ல ஒரு மனைவி தான் உங்களுக்கு அமையும் நல்ல ஒரு கணவர் அமையவாங்க நீங்கள் ஜாதகத்தையும் பாருங்கள் சப்போஸ் நீங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்னொரு நம்பர் இருக்குது கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த ஏழாம்ட கலத்திரஸ்தானத்தை வந்து பார்க்குறதுனால கட்டாயம் உங்களுக்கு இந்த ஆண்டு கல்யாணம் நடக்கும் திருமணம் நடக்கும் ஒரு ஸ்டெப் எடுங்க முயற்சி பண்ணி பாருங்கள் கட்டாயம் நடக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானம் அந்த ஒம்பதாம் இட பாகியஸ்தானம் ஐந்து தனம் பாகியங்களும் செல்வங்களும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய காலகட்டம் தான் இந்த ஆண்டு தந்தை உறவு வந்து உங்களுக்கு சுமூகமாக இருக்கும் இதனால் வரைக்கும் கஷ்டத்தில் இருந்ததுன்னா சுமூகமாக இருக்கும் தந்தை உறவுனால உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கும் தந்தைனால உங்களுக்கு ஆதாயங்களும் கிடைக்கும் உங்களுடைய சொத்துக்கள் அதாவது தந்தை சொத்துக்கள் உங்களுக்கு எதாவது பிரித்து கொடுக்குற விஷயம் பாகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லலாங்க உங்களுக்கு வர வேண்டிய தொகைகள் ஏதாவது இருந்ததுன்னா கட்டாயம் வந்து உங்களுக்கு சொத்து பிரித்து கொடுக்கக்கூடிய காலகட்டம் தான் இது நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு வருடத்தில் உங்களுக்கு கிடைச்சிரும் தந்தை மூலிமா உங்களுக்கு ஆதாயங்கள் நிறைய கிடைக்கும் சொத்து பிரச்சனை இருந்ததுன்னா அது முடிவுக்கு வரும் ஏன்னா ஒம்பதாம் இடத்த பார்க்குறதுனால உங்களுக்கு அனைத்து தான பாகியங்களும் வந்து சேரும் அப்போ தொலைதூர பிரயாணங்கள் ஸ்பிரிச்சுவல் ட்ராவல்னு சொல்லுவாங்க அதிகமாக கோயில் பிரயாணங்கள் அதிகமாக நீங்கள் போய்ட்டு வர மாதிரி இருக்கும் அது வந்து ஒம்பதாம் இடத்த குரு பகவான் பார்க்குறதுனால சுபவிரயங்களாக ஏற்படும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பதினோராம் இட பாக்யஸ்தானம் அந்த பதினோராம் இட பாகியஸ்தானத்தை பார்க்குறதுனால அனைத்து விதமான லாபங்களும் பாகியங்களும் வந்து செய்கிறோங்க பதினாலோடன்றது வந்து மூத்த சகோதரஸ்தானம் அதாவது அண்ணாவோ அக்காவோ யாராவது உங்களுக்கு இருந்தாங்கன்னா அவங்க மூலியமாக ஆதாயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ஆண்டு அவங்க மூலியமாக வந்து ஒரு விஷயங்களில் மைனஸாக உங்களுக்கு நடந்துகிட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளாக இருந்தால் இப்போ அந்த கருத்து வேறுபாடுகள் சுமூகமாக முடியும் முடிஞ்சு ரெண்டு பேரும் வந்து ஒரு ஒற்றுமையாக இருந்து ஒரு வழி நடத்தக்கூடிய தான் இது அவங்க மூலிமா உங்களுக்கு ஒரு ஆதாயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அண்ணா மூலியமாவோ அக்கா மூலியமாவோ கிடைக்கும் அதே மாதிரி தொழிலில் லாபங்கள் அதிகப்படியாக ஈட்டுவீங்க மகர் ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா உழைப்பு அதிகமாக உழைப்பு போடுவீங்க விடாமுயற்சி தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் உழைப்பு வந்து கொடுப்பீங்க அந்தளவுக்கு வந்து நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அந்த வந்து ஒரு நல்லா வரணும் ஷைன் பண்ணணும் அப்படின்றதுக்கான எல்லா விஷயமும் திறமையும் உங்கள்கிட்ட இருக்குது எதனால் மைனஸில் போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற நீங்கள் வந்து மற்றவங்கள ஹேர்ட் பண்ணி பேசக்கூடாது அது ஒன்று தான் சின்ன மைனஸ்ன்னு சொல்லலாம் அது திருவோணம் வந்து பேசவே பேசாது மூணு நட்சத்திரங்கள் இருக்குது மகர ராசிலேயே அதனால் மூணு விதமான நட்சத்திரத்துக்கு மூணு விதமான பலன்கள் இருக்குது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு உண்டான பலன்களையும் இப்போ நான் சொல்லிவிட்டு வரேன் இந்த குரு பயிற்சி பலன் முடிஞ்சவாட்டி நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா இப்போ நான் அஸ்வினிக்கு சொல்ல ஆரம்பித்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்காக நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போ அதே மாதிரி மகர ராசிக்கு வந்து மூணு நட்சத்திரங்கள் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களுடைய பலன்கள் இருக்கும் அதில் வந்து சில நட்சத்திரங்கள் மகர வீட்டில் இருக்கக்கூடியது வந்து திருவோணம் வந்து கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கும் ஆனால் அது சைலண்ட் கில்லர்னு தான் சொல்லணும் அமைதியாக இருந்து எல்லா வேலையுமே செஞ்சிட்ருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உத்ராடம் அது போல்டு போல்டான நட்சத்திரம் இது வந்து சாஃப்ட் நேச்சர் திருவோணன்றது உத்ராடன்றது வந்து நல்லா போல்டாக திறமையாக பேசுவீங்க நிறைய விஷயங்களுக்கு வந்து தப்பு இந்த இடத்துல தப்புனால் அது போல்டாக சொல்லக்கூடியவங்க வந்து உத்திராடம் தான் இது ரைட்டு இது தப்பு அப்படின்னு போல்டாக சொல்லிடுவாங்க அடித்து எந்த விஷயமாக இருந்தாலும் அவங்க வந்து உறுதியாக இருப்பாங்க ஒரு விஷயத்தை ஒரு முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னா வந்து ஒரு உறுதியாக ஒரு கரெக்டாக டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னு கரெக்டாக எடுப்பாங்க யோசிச்சு தான் எந்த விஷயமாக இருந்தாலும் செயல்படுவாங்க அதே மாதிரி மற்றவங்களுக்கு செய்கிறதும் வந்து நல்லா செய்வாங்க இருந்தாலும் அதிகப்படியாக இந்த இந்த காலகட்டத்தில் செய்யணும் அதாவது இல்லாதவங்களுக்கு இயலாதவங்களுக்கு நிறைய செஞ்சீங்கன்னா மட்டும்தான் உங்களால் மு முன்னேற்றம் அடைய முடியும் இந்த காலகட்டத்தை நீங்கள் நவுற்றிட்டு போக முடியும் ஏன்னா ஜென்மசனி நடக்கிறதுனால தேவையில்லாத விரயங்கள் தேவையில்லாத மெடிசன் செலவு விரயங்கள் நிறைய நடக்கும் அதனால் கட்டே படுத்த முடியாது உங்களால் எதனால் இவ்வளோ விரயங்கள் நடக்குது உடனே நீங்கள் விரயம் நடக்குறா உடனே கோயில் பணி செய்யுங்க இல்லை இல்லாதவங்களுக்கு இயலாதவங்களுக்கு போய் ஃபுட்டு வாங்கி கொடுத்துட்டு வாங்க உங்களால் என்ன முடியுமோ அது செய்யுங்க ஆனால் தொழிலில் மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும் அதில் லாபமும் கிடைக்கும் ஆனால் அந்தளவுக்கு செலவுகளும் இருக்கும் ஏன்னா சனி ஜென்ம சனியாக இருக்கிறதுனால செலவுகள் சரியாக இருக்கும் ராகு நாலாம் விட சுகஸ்தானத்தை கெடுக்கிறாரு சுகபோக வாழ்க்கை குறிக்கிது அப்போ ஆடம்பரத்தை காட்டுவார் இருந்தாலும் அதில் பிரச்சனைகளை கொடுப்பார் வண்டி வீடு வாகன யோகங்கள் சொல்லணும் நம்ம ஏதாவது ஒன்று அடமானம் வைக்கிற மாதிரி இருக்கும் இடமோ வீடோ ஏதோ ஒரு விஷயங்கள் நாலாம் இட சுகத்தை கெடுக்கிறதுனால ஹெல்த் இஷ்யூஸ் ஹெல்த் பாதிப்பு சின்ன சின்ன பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க அதே மாதிரி பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தில் கேது பக்கம் வரதுனால உங்களுக்கு தொழில் முன்னேற்றங்கள் தொழில் மாற்றங்கள் இடம் மாற்றங்கள் மகர ராசிக்கு க நடக்கும் ஆனால் எவ்வளோ சம்பாரித்தாலும் உங்களுக்கு வந்து நிற்காதனு சொல்லுவோம் அதே மாதிரி தான் மகர் ராசியில் இன்னொரு நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் அதை நான் சொல்ல மாறன்ட்டேன் அவிட்டம் வந்து நல்ல நட்சத்திரம் தான் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நட்சத்திரங்கள் தான் அதே மாதிரி இவங்க வந்து இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கும் மெடிசன் செலவு வரதுக்கு சான்சஸ் இருக்குது கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் வெளியே பழகும்போது நம்பிக்கை துரோகம் நிறைய செய்வாங்க அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க திறமசாலி தான் அதாவது திருவோணமும் சரி உத்ராடம் அவட்டம் வந்து ரொம்ப திறமசா மிகப்பெரிய திரு திறமசாலின்னு சொல்லலாம் உழைப்பாளின்னு சொல்லலாம் நிறைய நல்லா உழைப்பாங்க அதுக்கேற்ற ஊதியம் மகர வீடு அப்படின்னாவே சனிதானுங்களே உழைப்பு உழைப்பு உழைப்பு விடாமுயற்சி தன்னம்பிக்கை இருக்கும் எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இது அந்த மாதிரி தான் அவங்க வந்து மகர ராசிக்காரங்க ஆனால் மகர வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் இடம் தைரிய வீரி ஸ்தானம் நல்லா இருக்கிறதுனால இந்த காலகட்டம் குரு பயிற்சி உங்களுக்கு அட்டகாசமாக இருக்குங்க ஏன்னா ஏழாம் இட கலத்திரஸ்தானத்தையும் ஒன்பதாம் இட பாக்கியஸ்தானத்தையும் லாபஸ்தானம் பதினோரா லாபஸ்தானத்தையும் பார்க்குறதுனால மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் திருப்பங்கள் உங்கள் இந்த ஒன் இயரில் நடக்கும் நல்ல நீங்கள் லாபங்கள் கண்டிப்பாக எடுப்பீங்க தொழில் முன்னேற்றங்கள் கிடைக்கும் ஆனால் அந்த அளவுக்கு செலவுகளும் இருக்கும் அதனால் தர்மம் நிறைய செய்யுங்க தர்மம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு செலவுகள் இருக்காது கட்டுப்படுத்தப்படும் அதே மாதிரி ராகு பகவான் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால ராகுக்கு எதுவும் சேர்த்து தான் நம்ம பார்க்குறோம் சுகஸ்தானத்தை குறிக்குது அதனால ஹெல்த் ப்ராப்ளம் மட்டும் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் இடம் மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும் உங்கள் தொழிலாகட்டும் உங்கள் வீடாகட்டும் இடமாற்றங்கள் கண்டிப்பாக வந்து நடக்கும் அதனால் மகர் ராசிக்காரங்க இந்த டைமில் வந்து உங்களோடய ஜனகால ஜாதகத்தை கண்டிப்பாக பாருங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் கட்டாயம் நல்லதே நடக்கும் அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை எதுக்கும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்கிறேன் ஏன்னா இந்த காலகட்டம் வந்து ஜென்மசனியாக இருக்கிறதுனால உங்கள் தசா புத்தி என்ன போய்ட்டுருக்கு என்ன அந்தரம் போயிட்டுருக்கு இதெல்லாம் பாருங்கள் பார்த்தா தான் நம்ம ஒரு முடிவு குற முடியும் ஆனால் கண்டிப்பாக வந்து குரு பயிற்சி பலன் நல்லாயிருக்குங்க ராகுக்கேது வந்து சும்மாராக இருக்குதுன்னு சொல்லலாம் சனி ஜென்மசனியாக போய்ட்டுருக்கு உங்கள் வீட்டுக்கு உண்டான சனி பகவான் தான் நியாயத்தையும் நேர்மத்தையும் நேர்மையும் உங்களுக்கு அதுக்கு உண்டான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் இது பாஸ்ட் கர்மம் முன்ஜென்மத்தோட கர்மவினை தான் இப்போ நம்ம அனுபவிக்கிறோம் இது அனுபவிச்சு தான் ஆகணும் அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க உங்கள் என்ன ஜாதகத்தில் என்ன லக்னம் போட்டிருக்கு அந்த லக்னத்துக்கு உண்டான பலன்களையும் பாருங்கள் இப்போ மகர ராசி மகர லக்கணத்துக்கு உண்டான பலன்கள் சொல்லிகிட்ருக்கேன் அதே மாதிரி நீங்கள் ஒரு மேஷ லக்னமாக இருந்ததுன்னா நீங்கள் மேஷ ராசி மற்றும் லக்னத்துக்கு உண்டான பழங்கள் சொல்லியிருப்பேன் அதை வந்து பாருங்கள் உங்கள் ஜாதத்தை எடுத்து பார்த்தா தான் நீங்கள் என்ன லக்னம் அப்படின்றது தெரிய வரும் வெற்றி நிச்சயம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெர்பியை கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்